அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து மார்ச் 25 Friday ஃப்ரைடே ஸோ மார்க்கெட் பாருங்க ஓப்பன் ஆனதுலேருந்தே அப்படியே டவுனில் இறங்கிட்டே இருக்கு லாஸ்ட் 7 கேண்டில் தான் ஓப்பனிங் கேண்டில் மார்க்கெட் தொடர்ந்து இறங்குது ஒரு டவுன் சைடில் இருக்குது செல்லிங் மொமெண்டம் இருக்குதுன்னு தெரியுது பட் என்ட்ரி எங்கெடுக்கலான்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் மேலே தான் வந்து ஓப்பன் ஆச்சு அங்கிருந்து தான் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா உங்களுக்கு ஒரு கால்ஸ் மாதிரி கொடுத்துரும் அப்புறம் ட்ரெண்டுக்கு வந்து கலரையும் ஒரு எய்டின் பாயிண்ட் இருக்குங்களா எடுக்கலாம் டார்கெட் இந்த ஒன் மினிட் கேப்ல பாருங்க ஒரு 80 பாயிண்ட் மூவ் வந்து கிடைச்சிருக்கு ஒரு டார்கெட் பண்ணதா இல்லாத மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுத்து ஆல்மோஸ்ட் செல்லிங் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ அகைன் வந்து நியூவாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இது வந்து ஃபோர்த்து கேண்டில் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு மார்க்கெட் பாருங்க இப்போ அந்த தேர்ட்டி ஃபைவ் தான் அப் அண்ட் டவுன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு நமக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் கேண்டில் உள்ள லோவை வந்து இன்னும் பிரேக் பண்ணல ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்க ஃபோர்த்து கேண்டில் ஃபஸ்ட்டார்ட் ரேஞ்சாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு தேர்ட்டி வந்த செல் கால் இப்போ ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் டவுனில் போயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் எவ்வரிடே லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீடெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ